இப்ப வந்து நான் வந்து ஹாய் மக்களே வெல்கம் பேக் இன்ட் எம்டி சிங்கம் நீங்க போட போறேன் பண் மேட்சச்சில் நம்ம விளாட மேட்சச்சேதான் பன் மேட்சச்சேதான் இருக்குமே எனக்கு அடியே தெரியாது நான் வந்து அந்த அளவுக்கு பிளேயர்லாம் கிடையாது இப்போ வந்து நான் வந்து ஆப் அடினா இல்லை ஆப்னேட்டு என்ன அடிகிறானோ அப்படி இப்போ மேட்ரு ஓகேவா சரி இருங்க இருங்க கேஸ் இப்போதைக்கு இன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் என்னுடைய ஸ்டார்ட் பண்ணுறதுல என்னை ஃபர்ஸ்ட் மேட்ச்சு இதான் இதான் என்னோடய பண் மேட்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டதுலே இதான் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு ஒரு கில்லு நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு கில்லு ஐயோ ஐயோயோ நம்மள எவ்வளோ அடிறேன் அடிறானு அடிறான் போடு போடு நம்ம ரெண்டு கிள் கேஷ் நம்ம ரெண்டு கீழ் ஏற்றினோம் ஓகேவா மற்றபடி நம்மளுக்கு வேறு நம்ம கில்லு ஏற்றாலே போதும் எப்படி எடுக்கணும் இப்போ முக்கியம் நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க பாட்டு ஆடாடியா நம்ம பாட்டு தான் கில்லு அடிக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியங்க ஆயிடுச்சு ஓகேவா இந்த இருங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ரவுண்டு நம்ம எப்படி தாம்சன் ஏற்றாலும் கிங்கு தான் தாம்சன் இருந்தால் நம்ம வந்து பாய் அடித்து என்ன குண்டு ஜன வேலை தர முடியாதுவா தாம்சன் மட்டும்தான் நம்மளுக்கு எப்பயுமே அது எல்லாமே எல்லாம் வந்து புலாவெல்லாம் எடுப்பாங்க நீங்கள் என்ன ப்ரோ எடுக்க மாட்டேங்க அப்படின்னு கேட்டீங்க பிளா விலை நான் வந்து உண்மையா சொல்லி தான் குலாவில போடுறேன் இல்லையா ஓகேவா அக்கா இந்த வாட்டி கம்மன் வரோன்னா அவன் எல்லாத்தையும் போட்டு தாக்கத்தாங்க இப்போத்தக்கையான இது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மா இப்போ பண்ணு இருக்காது நெக்ஸ்ட்டு இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் பண்ணு நிறையா இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி பண்ணான வீடியோ எல்லாம் வேணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போட்டு போட்டோம் யோ யோ யோ தலை தலை வா தலை வா தலை வாட்டா ஓட்டடா போட இது இதாங்க நம்ம இப்போ நீங்களே பார்த்துருவிய நான் எந்தளவுக்கு நோக்குனே மொத்தம் டஸ்டிகள இது பக்கத்தில் வந்து டஸ்டிகளை நான் எந்தளவுக்கு இருப்பேன் நீங்களே பார்த்துக்கோங்க இருந்தாலும் இதை டெவலப் பண்ணுறது மட்டுமே இப்போதைக்கு உங்களை ஃபன் மேட்சஸ் நான் எப்படி அவரு எல்லாத்தையும் சொல்லுங்க வைக்கவா இப்போ நீங்கள் சொல்கிறத பொறுத்த நான் வந்து மேட்ச்சை வந்து எப்படி ஒரு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு நீங்கள் எந்தளவுக்கு சொல்கிறீங்களோ அந்தளவு நான் மாற்றிக்கிறேன் மாற்றி ட்ரை பண்ணுவேன் ஓகே நெக்ஸ்ட்டு தலைவன் எங்கேயும் அடிக்கிறான் தலை போடத்தலை போடத்தலை போடத்தலை போடுறதில் கண்டென்ட் மிஸ் ஆகுறதுல போடுதலை போடுதலை இப்போ எப்படின்னா என்ன பண்ணுறது பார்த்துக்கோங்க எவ்வளவு வேணும் எங்கெங்க போட்டால் போட்டான் முஷ்டான் முஷ்டாங்க அது தோழி முடிஞ்சது போடாங்க என்ன தலை நீ ஓகே நெக்ஸ்ட்டு இது தே தேட்ரு உண்டா என்ன ஐயோ நம்ம தாமசன் வேறு கிடைக்கிது உடனே சொல்லுவா தாமசன் கேட்டா நம்ம தான் அது வந்து ஒரு ஃபுலோவில் அச்சு கொடுத்தா தாமசன் எந்த கண்ணு நம்ம நோபுதான் இருந்தாலும் அப்படி சொன்னாலே நீ நம்புறீங்களா பார்த்தேன் ஒரு நாலு பேர் நம்பி இருப்பீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் நாலு பேரு நம்ம எப்படி இருந்தாலும் எந்த கண்ணு இருந்தாலும் அடிக்கத்தான சொல்லுவாங்களே பழமொழி எது எப்படி இருந்தாலும் நடக்குது ஒரே தான் நடக்குது அந்த மாதிரிதான் எந்த கண்ணு இருந்தாலும் அடிக்கிறதுனா எப்பயுமே ஒரே மாதிரிதான் நம்பகிட்ட மாட்டுறதாக அவன் சிக்கன மட்டுமே நான் அடிப்பேன் இந்த பாருங்க நானே இப்போ வாண்டதான் அவனுக்கு என்ன சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எவனை மேலே ஏறாங்க மேலே ஏறாங்க மேலே ஏறான் மேலே ஏறேன் மேலே ஏறான் ஏறிட்டாங்க ஏறிட்டான் ஏறிட்டான் ஏறிட்டான் ஏறிட்டான் எவனாலும் அய்யோ அய்யோ அடியோ அடியோ அடியோ ஒடுத்தாயிட்டானே போட்டு ஆகிட்டான் ஒக்கா மக்கா வாடாடி வாடாடி இன்னைக்கு நான் தான்டடி நான் மேட்சுக்குள்ளே இறங்கிட்டேன் என்ன அடிக்கு இந்த நாட்டில் இந்த ஸ்டேட்ல ஆளு எங்கடா எங்கடா எங்கடா எங்கடா எங்கடாடா ஐயோயோ ஐயோயோ எட்டு வாங்கி தச்சு ஓசிக்கலடி போறேன்னு ஓசிக்கலடி போறேன்னு ஓசிக்கல ஓசிக்கலு ஓசிக்கலு ஓசிக்கலடி போறான் ஓசிக்கல ஓசி நானே எனக்கு இங்கே ஓசிக்கல ஓசிக்கல ஓசிக்கல ஓசிக்கல ஓசிக்கல அரோ சம்போ அரோ சம்போ டமுக்கு டமாலே ஓசிக்கல காய் தலையன் வேற லெவல் அல்ட்ராபட்ட இருக்கும் போல அல்ட்ராபட்ல இருக்கு ஓகேவா அல்டராட் அதை நம்ப தான் வேற வாங்கிட்டு அல்ட்ராபட்டுன்ற பேர்ல ஐயோ ஐயோ மிடியது நாலு மெடிட் வச்சுருக்கோம் இதுவே எனக்கு போது கைஸ் வேற மெடிட் போட்டு இன்னும் இன்னும் ஒருத்தரும் மேல இருக்க அது ஊருக்கே தான் சேசி நீங்கள் ஃபர்ஸ்ட்டே பார்த்துக்கி பையன் மேலே ஏறினான் அவனே போட்டுதல்தான் என்ன மேட்ச் முடிஞ்சிடணும் இப்போ நான் அவனை போட்டு தரனா இல்லை அவன் என்ன போட்டு தரணும் அதான் பையன் நான் தான் கழிச்சு நான் தான் படப்பட ப்ரோ பிளேயர் நான் என்னச்சி இந்த நான் இந்த ஸ்டேட்டில் ஆளுக்க மேல என்னாச்சு இந்த ஸ்டேட்டில் ஆள நாங்கன்னா இறங்கன்னா எரிமலை இப்போ என்ன நம்ம செல்லா குட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் வேறு என்ன வேணும் இது போதும் எனக்கு இது போதும் எனக்கு அந்த மாதிரி தான் இதே நம்ம எம்பி ஃபண்ட் தான் நம்ம தெருக்க ஒடுத்து நம்மளை தவிர இந்த ஸ்டேட்டில் ஆகிடுது என்னடா எந்த கிட்டத்தை தேடி எல்லா தவிர அதில் அப்புறத்தை இந்த மாதிரிலாம் சொன்னால் தானே நாலு பேர் சரியா நான் சொல்லத்தை ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுக்கலாம் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏதா இருந்தாலும் பாருங்க போடு போடு போட போகிறோம் போடு தவிட்டு தயிர் தம்பா அப்போ தவிட்டு தவிடு தம்பி தகுந்தது போடு போடு போடு போடுங்க அக்கா மகா ஓச்சிக்கலி ஓச்சிக்கல ஓச்சிக்கலுதான் தான் அதுக்கு தான் எனக்கு எனக்கு தான் எனக்கு தான் போடு போட்டு போட்டு போடுங்க அக்கா மக்கள் போடு சா சா சாவு காய்ஸ் பார்த்திங்களா இல்லை என்ன மாதிரி இந்த ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட்டில் எந்த அடிச்சு பிளேயர் இருக்கு பாருங்க பாப்போம் சொல்லுங்க பாப்போம் இதுமாதிரி நான் தான் இப்போத்தி ஐயோ இந்த வாட்டி பிளேர் மாறிச்சியா என்ன தேர்ட்டி ஃபஸ்ட்டாங்கய்ஸ் மூணாவது ரவுண்டாக நாலாவது ரவுண்டு திரும்பி நானே வந்தேன் ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இறங்கினா இன்னும் நீங்களே பாருங்க ஒட்டு நம்மளை போட்டு நான் ஊற்றுறாங்க இதுக்கு இது சொல்லுங்க பாப்போம் இதுக்கூட இந்த மாதிரி சவால் வருன்னு கேட்பீங்க இருந்தாலும் மூணாவது வேணாம் தான் ஃபஸ்ட்டு வரேன் என் நம்பிக்கை இருக்கு நான் வார்த்தை மட்டும் பாருங்கள் நான் மூணாயிரம் வேணால் ஃபஸ்ட்டு வர்றேண்ணா நம்ம சேனல எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகேவா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் அதை உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது சரியா ரெண்டுத்துலேயும் சப்ஸ்கிரைப்ன்றது காமெண்ட் ஓகே சப்ஸ்கிரைப் மட்டும் கிடையாது ஒரு கமெண்ட் தட்டி விட்டுருங்க நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நம்ம ஸ்பீச் எப்படி இருந்துச்சு இன்னொரு கமெண்ட் தட்டி விட்டுருங்க அப்புறம் லைக் இதுதான் காமனா இந்த குளோவா கண்டுபிடிச்சவன் மட்டும் கையில காய்ச்சானா அவனை கதரை கதரை அடிக்கலாம் அக்கா டே நானே பட பட புற பிள்ளை நீ ஏன் ஐயோ மாத்திவிட்டானே நான் தான் நான்தான் ஐயோ நான்தான் எனக்குதான் எனக்குதான் இது போதும் எனக்கு இது போதும் எனக்கு இது போதுங்க இது இது இது போதும் ஐயோ ஐயோ ஐய்ய ஐயோ எனக்கு சேர்த்து இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வரல நான் சொன்ன மாதிரியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு வரலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன் நான் ஃபஸ்ட்டு வரல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தல இன்ன்தல எதுலாம் தேர்ட்ல வரேனியா ஓ அங்கே வைக்கிறது அங்கே வைக்கிற எமௌண்ட் இங்கேயே வருமா நான் ஃபஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த எமௌண்ட் இங்கேயே வருது போல் புது அப்டேட்டில் வேறு லெவலுக்கு கொண்டு வந்தாங்க இதை நான் ஃபஸ்ட்டு வீடியோ சொல்ல மறந்துட்டேன் மறந்துட்டலாம் பார்க்கல இப்போதான் தெரிஞ்சிக்கிது சரி இது சேர்த்தேன் இது புதுசாக சொல்லியிருப்போம்ல நம்ம தான் ஐஸ் ஃபஸ்ட்டு பார்த்துங்க முட்டை கிழி நாலு நாலு நம்ம தான் எட்டு கிளி ப்ரோ பிளேயர் இனி நான் பாட்டும் சொல்ல மாட்டேங்க ஐஸ் இனி வர வீடியோ எல்லாத்துலேயுமே நான் ப்ரோ பிளேயர் தான் ஓகேவா என் பேர் இனிமே எம்டி சிங்கம் ப்ரோ அப்படின்னா இனிமேல் மாத்திரேன் இனிமேல் இதுவே என்னுடைய கட்டளை இதுவே என் சாசனம் ஓகே நம்ம இதுவோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நாளிகால பன்மைய்சி நாலிகால பன்மாய்ச்சி எல்லா ஃபன்மாய்ச்சும் நான் போடணும் தான் போடுவேன் மாட்டேன் எப்படி இருந்தாலும் போடறதுக்கான செம்மையாக போடதுன்றது காமனு நீ சப்ஸ்க்ரைப் பண்ணுறது காமன் சப்ஸ்கிரைப் பண்ணி அவன் சப்ஸ்கிரைப் பண்ணோம் வித் ஷேர் பண்ணும் இதை பண்ணாதேன் ஒரு ஆன்டி இன்டெய்னர் அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஓகே யாஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருணும் அவன் ஒன்றானவ ஆண்டி இந்தியன் ட்விட்டர் எல்லாேரும் ட்விட்டர் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவன் படாபடா ஃபார்ட்டி பிளேயர்ஸ் நான் அழைக்கப்படுவேன் நானும் இல்லை என்னோடைய சப்ஸ்கிரைப் முன்னிலையில் நான் அழைக்கப்படுவேன் ஓகேவா இதுவரை நம்ம இந்த சேனல் இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் முடிச்சு நாலு வாட் சொல்லிட்டு எப்ப சரி ஓகே நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க ஓகே இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பண்ணியாச்சு ஆகட்டும் அப்டேட் ஆகட்டும் நாளைக்குன்னு நான் அப்டேட் ஆகிட்டோம் அதை நாளைக்கு போகிறேன் நாளைக்கு என்ன என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா அதையும் நாளைக்கு தான் போகணும் ஓகேவா எத்தனை வீடியோ போடணும் அத்தனை வீடியோ பார்த்து அத்தனை டிஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அந்த மாட்டி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஐயா ஸ்டேட்டஸ் போடணும் அப்போ தான் நமக்கு க்ரோத் ஆகும் இப்போ ஃபார்ட்டி சிக்ஸு சப்ஸ்கிரைபர் இருக்குது ஃபார்ட்டி சப்ஸ்கிரைபர் ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி போனால் அது நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் ஓகேவா சரி ஓகே பாய் பாய் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவை சந்திப்போம் ஓகே அமக்கிளே பை பாய்